வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளிவழியாக உங்கள் செவிக்காக பிள்ளையார் கோவில் முகப்பில் பெரிய மனிதர்கள் என்று சொல்லப்படுகிற எல்லோருமே அங்கு போடப்பட்டிருந்த பெஞ்சுகளில் உட்கார்ந்திருக்க சின்ன மனிதர்கள் என்று கருதப்படுகிறவர்கள் அங்கு இங்குமாக நின்று கொண்டிருந்தார்கள் பெரிய மனிதர்கள் வந்து விட்டார்களை தவிர மகா பெரிய மனிதர்கள் இன்னும் வரவில்லை எப்போது வரவேண்டும் என்று தெரிந்து வைத்திருந்த அந்த உள்ளூர் தலைவர்களுக்காக போடப்பட்டிருந்த நாற்காலியில் உட்காரையார்க்க தைரியம் வரவில்லை ஒரு நாற்காலியில் உட்காரலாமா என்பது மாதிரி அதன் கை வைத்த ஒரு முன்னாள் தலைவரை பெஞ்சில் உட்கார்ந்திருந்த ஒரு இந்நாள் தலைவர் பார்த்த பார்வையில் பார்க்கப்பட்டவர் நாற்காலியில் அழுக்கு படிந்திருப்பதை பார்த்துவிட்டு மனம் பொறுக்காமல் துடிப்பதற்கு அத்தாச்சியாக தன் துண்டை எடுத்து துடித்தார்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 நுங்கிற்குலாக ஐஸ்கிரீம்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன இளைஞர்களுக்கு பதில் பேண்டாக்கள் பதனீருக்கு பதில் பாம் கோலாக்கள் ஒரு கூடை நிறைய பூமாலைகள் அவற்றின் மேலே செண்டிகள் அவற்றிற்கும் மேலே எலுமிச்சை பழங்கள் எல்லாவற்றிற்கும் மேலே எலுமிச்சை பழம் மாதிரி கண்களை துருத்திக் கொண்டு ஊர் முனையையே பழைய பஞ்சாயத்து தலைவர் பரமசிவம் புதிய தலைவராக வரத்துடிக்கும் கனகலிங்கம் பள்ளிக்கூட மேனேஜர் இசக்கிமுத்து கூட்டுறவு சங்க தலைவர் நாற்காலியில் உட்கார முடியாமலும் எழுந்திருக்க முடியாமலும் ஆடிக்கொண்டிருந்தார்கள் பால் ரெடியா இருக்கா என்றார் பழைய பஞ்சாயத்து பேசாம டவுன்ல இருந்தே ஆவின் பாலே கொண்டு வந்திருக்கலாம் என்றார் புதிய பஞ்சாயத்து ாலும்ப்ப என்றார்ும் தில்ல என்றார் பதவி போனாலும்ர்ணத்திடம் உள்ள பகையை மறக்காத பழைய முன்சிப் பாலு பத்தாதுன்னு நினைச்சேன் ஏன்னா ஒருவேளை ஆதிபவும் வரலான தாசில்தார் என்கிட்ட சொன்னாரு என்றார் பழைய பஞ்சாயத்து தலைவர் எதிர்காலம் அதிகாரிகளின் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்குவது போல் தோன்றியது இந்த சமயத்தில் ஒரு இடக்கு மடக்குவாதி நிறைய பால் வாங்கி வைக்கலாம் சர்க்கார் பேர்ல அவங்க குடிக்க அவங்க பேர்ல நாம குடிக்கலாம் என்றார் நாகை சப்பி பிறகு அப்ப மட்டும் நமக்க இந்த பயல பால் தருவானுங்க நாற்காலியில உட்கார்ந்து ஒரே முடக்கா குடிச்சுடமா என்ன என்று நினைத்தவர் போல் உதகை துடைத்த நாக்கை உள்ளே இழுத்து கொண்டார் நேரமாக தவிர ஜீப் சத்தம் கேட்கவில்லை அந்த ஊருக்குள் எந்த ஜீப் நுழைவதற்கு முன்னால் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பே இலவு மாதிரி சத்தம் கேட்கும் எதிரொலி கேட்கும் வகையில் பாறைகளை ஊர் உள்ளடக்கி வைத்திருப்பதே இன்னும் சத்தத்தையே காணும்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 கான்ட்ராக்டர் துறைசாமையின் மோட்டார் பைக் வரும்போதே தோ வந்து இருக்காங்க என்று சொல்லிக் கொண்டே வண்டியை அவர் ஒடித்த வேகத்தில் சற்று தொலைவில் போட்டி கூட்டம் நடத்தி கொண்டிருந்த எருமை மாடுகள் கூட ஜீப்பை வரவேற்க போவது போல் ஊர் முனையை பார்த்து ஓடின புது பணக்காரரும் ஒரே ஜாதியில் ரப்பாளி வம்சத்தை சேர்ந்தவருமான கான்ட்ராக்டர் மாசானம் ஒரு நாற்காலில் உட்கார போன பெரிய மனிதர்கள் வெற்றிலை சாறை வெளியேற்றும் சாக்கி என்றார்கள் எல்லோரும் கண்களை காக்க வைத்த போது நான்கைகளில் விறகு கட்டோடும் புள்ளு கட்டோடும் வந்து கொண்டிருந்தார்கள் எந்த பய வந்தாலும் நாம பழப்பு மாற போறதில்ல சீக்கிரமா நடங்கடா என்று ஒரு நடுத்தர விவசாய தொழிலாளி முனுமுணுத்த தலைக்கட்டு கூட்டம் தன்பாட்டுக்கு நடந்து கொண்டிருந்தது ஆனால் தலையில் விரகை வைத்திருந்த முனியம் மட்டும் அங்கே யாராவது விறகு வாங்குவார்களா என்று நினைத்தது நெற்றியில் வெளிந்து கண்களுக்கு விழப்போன வேர்வையை வலது ஆள்காட்டி விரலால் சுண்டிவிட்டு கொண்டே எம்பி பார்த்தாள் அறுபது வயதுக்காரி விதவை சொந்த பந்தம் இல்லாதவள் அவளை பார்த்து விட்ட கான்ட்ராக்டர் மாசானம் முனியம்மா சத்த நேரம் நில்லு உனக்கு நல்ல காலம் பிறக்க என்றார் எனக்கா என்பது மாதிரி அகல வாய்ப்பிரித்து அவள் பார்த்த போது திசை மாறிய தலையில் விறகு கட்டு தடுமாறியது கான்ட்ராக்டர் கண்களை சிமிட்டி கொண்டு பேசினார் ஆமா பட்டி அதிகாரிங்க ஊர் பிரச்சனைய தீக்க வாராங்க உனக்கு முதியோர் பென்ஷன் கொடுக்க ஏற்பாடு பண்ணலாம் தாசுதார் கிட்ட நீயே சொல்லு நானும் சொல்றேன் மாதம்ாதம் ஏதோ பணம் வாங்க போவதாக கேள்விப்பட்டிருந்த முனியம் கட்டை கீழே போட்டுவிட்டு அதன் மேலேயே உட்கார போனாள் உட்காருவது அவள் செய்யும் தொழிலுக்கு மரியாதை குறைவானது என்று நினைத்தவள் போல் கிழிந்த புடவையை கைகளால் சேர்த்து பிடித்துக் நின்றாள் பெரிய மனிதர்களில் ஒருவர் கான்ட்ராக்டரின் விழாவில் இடித்து உமக்கு தரா தரம் தெரிய கான்ட்ராக்டர் சொமா மேற்கொண்டு பேச போனவர் திடீரென்று எழுந்தார் ஜீப் சத்தம் கேட்டது சிறிது தூரத்தில் ஜீப் தெரிந்தது அடே அப்பா ஒரு ஜீப் அல்ல நான்கைந்து ஜீப்புகள் வந்தன ஒவ்வொன்றிலும் ஏழு எட்டு அதிகாரிகள் முன்கூட்டியே முகப்பில் நிறுத்தப்பட்டிருந்த பெரிய வீட்டு சின்ன பிள்ளைகள் அதிகாரிகளுக்கு சந்தன தட்டையும் வெள்ளை கற்கண்ட தாம்பளத்தையும் காட்டின அதிகாரிகள் பூசிக்கொண்டும் மென்று கொண்டும் ராசாதி ராச காம்பீரமாய் தயாராக இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தார்கள் மாவட்ட கல்வி அதிகாரியின் மேல் மேனேஜர் கண்களை பெற்றார் இதேபோல் டெவலப்மெண்ட் ஆபீசர் மேல் இரண்டு பஞ்சாயத்து போட்டி பிரமுகர்களும் டெபிட்டி ரெஜிஸ்ட்ரார் மேல் கூட்டுறவு சங்க தலைவரும் மாவட்ட சிறுதொழில் அதிகாரி மேல் உள்ளூர் பிடி தயாரிப்பாளர்களும் என்ஜினியர் மேல் கான்ட்ராக்டரும் தத்தம் கண்களை செலுத்தினார்கள் ல அதிகாரி மீது மட்டும்தான் யாரும் கண் வைக்கவில்லை அவர்தான் கேஸ் கிடைக்குமா என்பது சற்று தொலைவில் வயிறு ஊப்பிய பெண்களை பார்த்தார் சிறிது மௌனம் வரவேற்பு நிகழ்த்துபவர் போல் பழைய கூத்தாடியும் இன்றைய பண்ணையாருமான ஒருவர் ராமம் கால்பட்டு அகலிகைக்கு விமோச்சனம் என்றார் மகிழ்ச்சி அதிகரித்தது ஆபிசமான சிரிக்கிற சிரிப்பை பார்த்தால் அவளுக்கு முதியோர் பென்ஷன் கிடைக்கும் என்று நம்பினார் பணம் மாசம் மாசம் வருமாமே எப்படியோ இந்த விறகு வெற்ற வேலையை நிறுத்தனும் கல்சட தொழில் சி அப்படியெல்லாம் பேசப்படாது பணம் வரும் தெரியாமல் உங்க குறைகளை சொல்லுங்க என்றார் உடனே ஒரு பிரமுகர் பள்ளி கட்டடத்துல மழை வந்தா ஒழுகுது வேற ஒண்ணு கட்டி கொடுக்கணும் என்றார் இதற்கு பதில் அளிப்பது போல் மாவட்ட கல்வி அதிகாரி இங்க தனியார் பள்ளி கூட இருக்கு நாங்க முடியாது, இதுக்குள்ளி மேத்தை பற்றி பேசினால் மேனேஜர் இசைக்கு முத்து இடிந்து விடுவார் வேண்டாம் நம்ம ஊர்காதர் நீண்ட ஒரு மௌனம் முனியம்மா தன் அனாதரவான நிலையை கூறி முதியோர் பென்ஷன் பற்றி பேச போனாள் பிறகு யோசித்தாள் ஊரு விவகாரம் தான் முக்கியம் சொந்த விவகாரம் அப்புறம்தான் செத்து படக்கூடாது பாரு முனிகம்மா சத்தம் போட்டு பேசினாள் ஏன் சாமி யோசிக்கிய இசக்கிமுத்து பள்ளிக்கூடத்துக்கு கட்டணம் கட்டி கொடுக்க முடியாதுன்னா இதுவே சின்ன பிள்ளைய எல்லாத்துக்கும் பெரிய சமாதியா ஆயிடும் நீங்களே மடத்தூர்ல இருக்கிற மாதிரி ஒரு பள்ளி கொடுத்த ஆரம்பிக்கப்படாதா பிள்ளைகளுக்கு மத்தியான சோறு கொஞ்சமாவது கிடைக்கும் இசைக்கு முத்துதான் என்ன பண்ணுவான் அவ்வளவு வாத்தியாருக்கும் சம்பளம் கொடுக்கணும் அவங்களுக்கும் பாதி சம்பளம் கொடுக்கறதுக்கே படாத பாடுபாடுறான் எல்லோரும் முனியமாவை பார்த்தார்கள் இசைக்கு முத்து கடித்தார் கிழவி சம்பளம் சரியா கொடுக்கவில்லை என்பதுல இருந்து சாப்பாடு போடாத வரைக்கும் சொல்லிட்டாலே கிளட்டு சிருக்கி இருடி இரு திகைத்து அதிகாரிகள் பயத்தோடு சிரித்தார்கள் முனியம்மா யோசித்தாள் பென்ஷனை பற்றி பேச இதுதான் சாக்கு சொல்லட்டுமா தப்பு ஒரு விவகாரம் தான் முதல்ல முடியட்டும் பள்ளி கட்டிடத்தை பற்றி பைசல் செய்யாமலே கூட்டுறவு சங்கத்துல எல்லா பொருட்களும் என்றார் கூட்டுறவு அதிகாரி எல்லோரும் என்றார் நீண்ட மௌனம் முனியம்மா யோசித்தாள் ஒரு யோசனையும் சொன்னாள் எங்க சாமி சரியா கிடைக்குது பெருமாள் தான் என்ன பண்ணுவ வெளியூர்ல இருக்க ஓட்டல்காரங்க கூட அவன் கிட்ட வந்து அறிக்கிறாங்க அவங்க உபத்திரம் தாங்க முடியாம நேத்து கூட ஒரு மூட்டா சர்க்கரையை வண்டியில ஏத்தி அனுப்புறான் அவன் ஏதோ கொடுப்பான் இல்லையா அதிகமா கொடுங்க முனியம்மாவை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள் கிழவி திட்டம் போட்டு பேசுறாளா யாரும் தயார் பண்ணி விட்டு பேசுறாளா முனியம்மா இப்போதும் களங்கம் இல்லாமல் சிரித்தாள் சிறிது தைரியப்பட்டவள் கூட்டத்திற்கு முன்னால் வந்து நின்று கொண்டாள்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 மாவட்ட என்ஜினியர் கான்ட்ராக்டரையும் யூனியன் பார்த்தார் மூன்று மாதத்திற்கு முன்புதானே எஸ்டிமேட்டில் வேலை நடந்ததாக பில் வந்தது அவர் ஏதோ சொல்ல போது கான்ட்ராக்டர் சுதாரித்து கொண்டார் நம்ம முனியம்மா திக்கலாத கிளவி முதியோர் பென்ஷன் கொடுக்கணும் பாட்டி வெவரமா ஐயாருங்க கிட்ட உன்ன பத்தி சொல்லு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 உங்க ஆளுங்க ஆளை அறுக்கறதுல காட்டுற வேகத்தை அப்புறம் மாயாண்டி பேச திறனின்றி தலையை சுரிந்தான் ஒருவர் எதுவும் பேசாதே என்பது தன் வாயில் ஆள்காட்டி விரலை வைத்து அடித்தார் மாயாண்டி புரிந்து கொண்டான் புரியாத முனியம்மா மாயாண்டிக்காக பறிந்து பேசினார் பயப்புறான் போன வாரம் இவங்க சேரிக்கும் எங்களுக்கும் சின்ன தகராறு எங்க ஆளுங்க இவங்கள ஊருக்குள்ள வரப்படாதுன்னு வழியில அடைச்சிட்டாங்க சேரி ஆளுங்களுக்கும் எங்க ஆளுங்களுக்கும் சண்டை வந்து பத்து கொலையாவது விழும் ஏல மாயாண்டி எப்படி ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னு தர்மதுரை கிட்ட சொல்லா இப்ப சொல்லாட்டா உன் கோளாறு எப்பதான் தீரும் ஒருவரை ஒருவர் ஆதரவாக பார்த்து கொண்டார்கள் கிளட்டு சிருக்கிக்கு என்ன திமுறை இருந்தா இப்படி பேசுபா ஊருக்காரங்களையே காட்டி கொடுத்துட்டாலே கான்ட்ராக்டர் அதிகாரிகளை நோக்கி கனிவாக பேசினார் அடடே நேரம் ஆயிட்டே முதல்ல சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்புறம் பேசலாம்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 போயிட்டாங்களா ஒருவேளை சாயந்திரம் வருவாங்களா இருக்கும் வெயிலாச்சே முனியம்மா மாயாண்டியை போகவிட்டு யோசித்துக் கொண்டிருந்த போது அதிகாரிகளை வழியனுப்பி வைத்து விட்டு ஊர் பிரமுகர்கள் கூட்டம் அவளை நோக்கி வந்தது முனியம்மா விகற்பம் இல்லாமல் கேட்டாள் சாயங்காலம் வருவாங்களா கான்ட்ராக்டர் உடனே பதிலளித்தார் ஆமா உன்னை பார்க்க சாயங்காலம் வாராங்க உனக்கு மாசம் நூறு ரூபாய் பென்ஷன் தாராங்களாம் முனியம்மாவால் நம்ப முடியவில்லை நூறு ரூபாயா தெய்வமே நீ நெசமாவே தெய்வம் தாண்டி அந்த மூதாட்டி வயது வித்தியாசத்தை பார்க்காமல் கான்ட்ராக்டரின் காலில் விழ போனாள் உடம்பு இருந்த சோர்வில் அவளால் அப்படி செய்ய முடியவில்லை மனம் விட்டு கூவினாள் ஏதோ ஓம் பொன்னிய ராசா இந்த மாயாண்டி பயலுக்கும் தனியா ஆஸ்பத்திரியில காட்டி இவனை மட்டும் கவனிக்க போறாங்களாம் சாயங்காலம் வரப்போறாங்க எங்கயும் போயிடாதீங்க அறிவு கட்டம் ஒன்றோடு ஒன்று பிராண்டினர்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் கேட்டார்கள் உன்னை ஏன் பேச சொன்னா சர்க்கரைய பத்தி எதுக்குடி பேசுற ரோடு எப்படி இருந்தா உணைக்க நடினாயே கையெழுத்து கூட போட தெரியாதவளுக்கு பள்ளிக்கூடத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்கு பசங்கள எடுத்துல அங்கேயே வச்சு உன்னை எரிச்சிடுவேன் முனியம்மாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை எதுவுமே ஓடவில்லை எதுக்காக திட்றாவ என்னத்தபடி பெருசா பேசிப்புட்டேன் இதனால யாருக்கு என்ன நெட்டா என்ன இது ஒரு ஓடி கொண்டிருந்த மாயாண்டியை பார்த்த போது தலைவர்களில் ஒருவர் இப்ப மட்டும் இந்த பயலால எப்படி ஓட முடியுது குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன்னால நடக்க முடியலன்னு நடிச்சிருக்கான் இந்த கேரட்டு சிருக்கியும் எப்படி நடிச்சு புட்டா பாருங்க என்றார் எவரோ ஒருவர் முனியம்மாவை அடிக்கப் போனார் இன்னொருவர் அவரை பிடிக்க போனார் சிறிதாமதிட்டார்கள் ஒற்றுமையாக முனியம் முதுகையே பார்த்து கொண்டே இருந்தாள் எதுக்காக ஆடுறானு என்ன நடந்தது இப்ப அதுவும் நானா வரலையே அவன் தான் கூப்பிட்டான் இது இது தப்புன்னு சொன்னா அர்த்தம் இருக்கு அர்த்தமே இல்லாம திட்டுறதுல என்ன இருக்கு குடிசைய வேற எரிப்பேனு மரட்டா அப்படியே நிலை இழந்து நின்றாள் கண்கள் திறந்திருந்தாலும் எல்லாம் இருட்டாகி தானும் இருட்டானது போல் தோன்றியது சிறிது நேரத்திற்கு பிறகு விறகு கட்டை பார்த்தாள் அதுவும் அவள் பேசிய உண்மை போல் மரத்து கிடந்தது உண்மை என்ற தர்மத்தை ஏற்றுபவள் போல் அவள் விறகு கட்டை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு அந்த விறகுலையே தன் உடம்பை தானே எரிக்கப் போகிறவள் போல் போய்கொண்டிருந்தாள் இந்த சிறுகதை இத்துடன் நிறைவடைகிறது இந்த சிறுகதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு வெளிவந்த ஒரு சிறுகதை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 முனியம்மா சொல்றது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அந்த ஊர்ல வாழ்ற மக்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்கல யாராவது ஆதரவா அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துருக்கலாம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அவங்க எதிர்த்து கேப்பாங்க அப்படிங்கற ஒரு பயத்துல ஊர் தலைவர்களும் அந்த பிரமுகர்களும் அவங்களுடைய வேலைகளை சரிவர செஞ்சிருக்கலாம் ஆனால் ஊர் மக்களும் இது தங்களுடைய வேலை இல்லைன்னு ஒதுங்கி போயிட்டாங்க அக்கறை உள்ளவர்களை இந்த சமுதாயம் வித்தியாசமாகத்தான் பார்க்கிறது இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும் மீண்டும் அடுத்த தூர நாவல் அல்லது சிறுகதைக்குடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி உங்கள் செவிக்க விருந்தாக நன்றி வணக்கம்